பர்சனல் டச் இது கண்டிப்பா மேடம் பேசினா ஜாயினிங் அப்படின்னு சொல்லிட்டு நினைஞ்சிட்டு இருக்கோம் உட்கார்ந்துட்டு இருப்போம் நான் ஜாயினிங் வராது நான் இருக்கேன் உன்னையும் பாத்தீங்கன்னாக்கும் ஏ லெவலுக்கு முன்னேற்றிருவேன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த வியாபாரத்தை சூப்பரா பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நீங்க கொடுத்தா தாங்க செய்யணும் போது லீடரே கூட்டிகிட்டு சாதாரண வியாபாரம் இல்ல சூப்பரான வியாபாரம் நமக்கு எடுத்துக்கிற சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி இந்த நேரத்துல நமக்கு என்ன வாய்ப்பு இருக்கு யோசிச்சு பாரு இத்தனை வருஷம் வாழ்ந்துட்டு இருக்கோம் என்னத்தை கண்டோம் ஒண்ணும் கிடையாது விஷயமா இருக்குது நீ வா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுவோம் கண்டிப்பா நீ வந்தீங்கன்னா எனக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும் நீ வந்து என்ன நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தோம்னா எல்லாத்தையும் எடுத்துலாம் சூப்பரா பிசினஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நீங்க கொடுக்குறீங்க இல்லையா அதான் அந்த என்ட்ரி வரும் இத விட்டு பேசிட்டு வந்தாச்சு அவன் கால் பண்ணி நமக்கு என்ட்ரி கொடுத்துருவா அப்படின்னு உட்காந்துட்டு இருக்கு அதெல்லாம் சாத்தியமே இல்லைங்க சோ நம்ம நேர போய் உட்காந்து அவங்க கிட்ட பேசி நீங்க பர்சனலா வந்து பேசி அதை என்ட்ரி எடுங்க எடுத்து அடுத்து பி எம் ஓபி என்ன செய்ய அட்டன் பண்ண வைக்கிறீங்க அதாவது பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரசன்டேஷனை அவசியம் அவங்களுக்கு அடுத்த நாள் கண்டிப்பா நம்ம அவங்களுக்கு கால் பண்ணி ஆகணும் என்ன விஷயம் கேட்டீங்கன்னா மீட்டிங்கல அட்டன் பண்ணவங்களுக்கு சப்போஸ் அவங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் இந்த வியாபாரம் வந்து புரிஞ்சிச்சா அப்படின்றத வந்து சொல்ல முடியாது ஏன்னா சில பேருக்கு வந்து நெட்ஒர்க் ப்ராப்ளம் இருந்துக்கலாம் சில பேருக்கு வந்து பேட்டரி பார்த்தீ லோவாயிருந்து ஆஃப் ஆயிருந்துக்கலாம் சில பேருக்கு வந்து ஏதோ ஒரு இன்டர்வியூஷன்ல சரியாக பேசல கூட புரியாம கூட ஆயிருந்துக்கலாம் ஏன்னா வந்து நம்ம அதை வந்து கன்ஃபார்மாக சொல்ல முடியாது இல்லையா ஸோ அப்போ அவங்களுக்கு ஹண்ட்ரட் நம்மளோட வியாபாரத்தை வந்து தெளிவுபடுத்துறதுக்கு உங்களோட பர்சனல் டச் அப்படிங்கிறது ஒரு விஷயம் வந்து மிக முக்கியமானது ஏன்னா என்னதான் வந்து கம்பெனி மூலமாக வந்து அஃபிசியல்ஸ் மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ணா கூட நீங்க கொடுக்கக்கூடிய கான்ஃபிடென்ட் தான் அவங்கள வந்து எந்திரியை வந்து என்ன நான் பண்ற ஒரு இன்டென்ஷன் வந்து உருவாக்கும் அதுக்கு அப்புறமா இன்னொரு விஷயத்தை நீங்க அவங்க கிட்ட வந்து நீங்க एक्सप्लेन பண்ணனும் டிஸ்கஸ் பண்ணனும் நம்ம கிட்ட வந்து கத்துக்கிட்ட விஷய சொல்லித்தரணும் சொல்லிக் கொடுக்க கொள்ள நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வியாபாரம் பெருகிட்டே போகும் அதன் மூலமாக பல லட்சங்கள் பல கோடிகள் வந்து நம்மளால சம்பாதிக்க முடியும் ஸோ அதனால் வந்து வாழ்த்துக்கள் ஒன் செகண்ட் இந்த வருஷம் நமக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக போகுது ஒரு கோடி ரூபா சம்பாதிக்கணும்னு மட்டும் நீங்கள் முடிவெடுங்க முடிவெடுத்து இந்த சின்ன மூணு ஸ்டெப்பை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம சக்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு வாசலில் வந்து நிற்கும் ஸோ ஆல் தி பெஸ்ட் டூ வெல் தேங்க்யூ ஸோ மச்